அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா பிப்ரவரி செவன்டின் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைமேலாக இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்சைட் போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமெட்டிக்காக ஜென்ரெட் ஆகும் அப்படி நமக்கு இன்னைக்கு மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா டவுனில் இறங்கிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்ததுனால நமக்கு இப்போ ஒரு பைக் கால் வந்து ஜென்ரெட் ஆயிருக்கு பைக் கால் வந்துருச்சுன்றதுனால கேண்டில் கலரை வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்திங்கனா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோம் பைட்னா கிரீன் கலர் செலுறன்னா ரெட் கலர்னு ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சாட்டை கேண்டல்னுடைய கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அதில் வரை என்ட்ரி பண்ணி டார்கெட் ஸ்டாப்லாஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கேண்டில் கலரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால்ஸும் வந்து லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ இல்லை நமக்கு பை கால் வந்துருக்க பார்த்தீங்கன்னா பை அட் தேர்ட்டி நமக்கு இப்போ தேர்ட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டி என்ட்ரி எடுத்துடலாம் அடுத்து ஆப்ஷன் ட்ரேடர் இது trend இருக்க வரைக்கும் candle color சேமாக வர்றனால ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக் ஆள் தேர்ட்டி செவன் செவன் ஃபிஃப்டியில் வந்துருக்க அந்த பைக்கால் தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டை போய் பிரேக் அவுட் பண்ணுதான் ஒரு நைன்டி ஃபோர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ பாயிண்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு நைன்டி பாயிண்ட் கிடைக்குதுதான் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதுல ஜஸ்ட் ஒரு ஃபோர்டின் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை ப்ரேக் அவுட் பண்ணிச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டே வருது ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கு ஸோ தேர்ட்டி செவன் செவன் ஃபிஃப்டியில் வந்த பைக்கால் இப்போ நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்டை பிரேக் அவுட் வந்து பண்ணி தேர்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸோ தேர்ட்டி செவன் வந்துச்சு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாரட் அப் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அதுக்கு பிரைஸ் கால் பாத்தீங்க அப்படினா செல் கால் சோ அந்த செல் கால் ஷோ பண்றோம் செல் கால் பாத்தீங்கனா நமக்கு வந்து ஒரு 9:30 க்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 37842.20 ல அது 5 मिनिटஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாரட் அதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டாரட் அதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறி இப்ப நமக்கு பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும் போது அதுல கேண்டிலுடைய கலரை चेंज பண்ணி நமக்கு கால்ஸ் பாத்தீங்கனா ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்றது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும் இது பார்த்திங்கன்னா Bank Nifty 37,000 call தௌசண்ட் நல்ல ஒரு டீப்பான இந்த மணி ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் பாருங்கள் நமக்கு எயிட் ஹண்ட்ரட்டில் வந்தது தௌசண்ட் கிட்ட போய்கிட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நமக்கு இப்போ ட்ரேடிங் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸோ இதில் இன்றைக்கி பிப்ரவரி செவன்டீனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கதே இந்த பைக்கால் தான் வந்திருக்கு ஸோ பைக்கால் இப்போ ஒரு த்ரீ நைன்ட்டி வந்திருக்கு த்ரீ நைன்ட்டி நைனில் வந்து இப்போ ஃபோர் நைன்ட்டியில் வந்து போகுது எதுக்கு இந்த ஆப்ஷன் சார்டு நாங்கள் ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்லையும் டைரெக்ட் கால்ஸ் வரும் ஸோ அந்த கால்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுறோம் ஃபியூச்சரில் வர கால்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் என்னன்றத தெளிவாக சொல்லிடும் அதே மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் ஸோ அது கேண்டினுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் இதை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தான் நல்லாவே ட்ரேட் பண்ணக்கூடிய எஸ்பெர்ட்ஸும் இருப்பீங்க தான் ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு இப்போ சப்போர்ட் லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்ட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்ற டக்குன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இல்லை ஒரு டக்குன்னு இப்போ ஒரு என்ட்ரி எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆப்ஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து கிரீன் கலரில் போய்ட்டு இருக்கு இப்போ பை ட்ரனில் இருக்குது ரெட் கலரில் போய் செல் ட்ரனில் இருக்குது என்ட்ரி வந்து இப்போ த்ரீ நைன்டி செவன் இந்த மாதிரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருக்கும் இந்த சார்ட் பற்றினா டீடெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹெய்ன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ